வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோஹில் கலைச்சில் போய் பேசுறேங்க இப்ப நம்ம பார்க்க போறது ஏவல் செய்வினை பிளாக் மேஜிக் இருக்கிற வீடியோலயும் வீட்டுல என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் நம்மளுக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இப்ப இதுக்குண்டான ரெமிடி அதாவது இதுக்கு தீர்வு என்ன வச்சுட்டாங்க என்ன பண்ணலாம் இதுக்கப்புறம் எப்படி சேஃப் ஆகலாம் அதுக்குண்டான விஷயத்த போறதுங்க உங்க சக்ராசன் கிளென்ஸ் ஆகும் அப்ப அந்த விஷயம் வந்து அவங்க செஞ்ச விஷயம் கட் ஆயிடும் அதாவது அவங்களோட பொம்மைக்கோ இல்ல அவங்களுடைய பொருளுக்கோ நம்மளுக்கும் உண்டான கார்டு உங்க லோக்கல்ல உள்ள சாமி பக்கத்துல காளியம்மன் இருக்கும் எல்லாருமே போய் கும்பிட்டு வருவீங்க காளியம்மன் கோயில் அங்க போயிட்டு நூத்தி எட்டு எலுமிச்சம்பழம் போய் சாமிக்கு போட்டு வாங்க அப்புறம் கையில ஒரு பத்து எலுமிச்சப்பழம் எடுத்துட்டு போங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த லமன் எல்லாம் ஒவ்வொரு உங்க ஹால்ல வைக்கலாம் வாசல்ல கட்டலாம் அழுகி போனாலும் பரவாயில்ல இது ரெகுலரா செஞ்சிட்டு வரணும் வீக்லி வீக்லி செஞ்சிட்டு வரணும் த்ரீ மந்த்ஸ்க்கு ரெகுலரா செய் மூணு மாசத்துக்கு அதாவது சோட்டணிக்கரை பகவதி அம்மன் கோயிலுக்கு போக முடியாதவங்க லோக்கல்ல உள்ள காளியம்மன் கோயிலுக்கு வழிபட்டு மூணு மாசம் இதை ரெகுலர் பண்ணுங்க நான் சொல்லக்கூடிய இதை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போயிட்டு சாமி பாதத்தில் வச்சுட்டு அந்த எலுமிச்சம்பளை எடுத்துட்டு வாங்க ஆனா வாரத்துக்கு ஒரு தடவை நூத்தி எட்டு எலுமிச்சம்பழம் மாலை வந்து காளியம்மனுக்கு சாத்தணும் சாத்திட்டு ஒரு பத்து எலுமிச்சம்பழம் வந்து சைட்ல நீ எடுத்துட்டு போகணும் எடுத்துட்டு போய் சாமி பாதத்தில் வச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் எடுத்துட்டு வரலாம் எடுத்துட்டு வந்து எல்லா ரூம்லயும் நீங்க வைங்க இது ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும் அதே மாதிரி அந்த காடு கனெக்ட் ஆகுறது கட் ஆகும் என்னன்னா காட் காட் காடுன்னு சொல்றீங்களே என்னது அது காடு அப்படின்னா விஷயங்கள் உடல் குண்டான பண்ணிடுவாங்க அதனால நம்ம உடல்ல வந்து சில விஷயங்கள் நடக்கும் அதாவது உடல் வழியா இருக்கட்டும் உடல்ல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை குடுக்கறதாகட்டும் இல்ல நோயை குடுக்கறதாகட்டும் ஏதோ ஒரு விஷயம் உடம்பு பாடா படுத்தும் அதே மாதிரி எலுமிச்சம்பழம் வைக்கிறது அறுத்து நீங்க சகப்பு தடவி குங்குமம் எல்லாம் வச்சு வைப்பீங்கல்ல அது வைக்கணும் பூசணிக்காய் இருக்கு இல்லைங்களா பூசணிக்காய் நீங்க முழு பூசணிக்காய் எடுத்துட்டு வந்து வீட்டுல வாசல்ல கட்டலாம் இல்ல வாசல்ல கட் பண்ணியும் வைக்கலாம் இதெல்லாம் வந்து நீங்க அதே மாதிரி பிளாக் டெர்மரைன் ஸ்டோன்ஸ் இருந்தாவே உங்களுக்கு அதாவது எந்த விதமான விஷயமும் நெகட்டிவிட்டி வராது கூட கல்லுப்பும் சேர்த்து வச்சுக்கோங்க ஒரு பேக்கெட்ல வந்து எங்க வெளியே போனாலும் சரி ஒரு கல்லுப்பு வந்து சின்னதா ஒரு பாக்கெட்ல எடுத்துக்கோங்க அடுத்து அந்த பிளாக் டர்மல் வந்து வெளியே வரது அந்த பிரச்சனைல இருந்து டோட்டலா நீங்க வெளியே வந்துருவீங்க அது பாதுகாப்பும் அதாவது பாதுகாப்பு கவசம் மாதிரி அந்த ஸ்டோன் வந்து உங்களை வந்து ரெடி பண்ணும் அதே மாதிரி எலுமிச்சம் பழத்துக்கு பூசணிக்காக்கெல்லாம் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு ாம் பண்ணும்ூசினாய் எப்படி ப்ரோக்ராம் பண்ணும் பிளாக் ஸ்டோன்ஸ் எப்படி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கணும் நம்ம வீட்டுக்கு எப்படி ஷீல்டு போட்டுக்கணும் நம்மளுக்கு எப்படி போட்டுக்கணும் அப்படின்றதுக்கான கார்டு கட்டிங் டெக்னிக் எல்லா விஷயமும் இதை போதுமானது இப்ப நான் சொல்ற விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் பல சிறந்ததுக்கும் இப்பயும் தெரியும் அதே மாதிரி வீட்டுல வந்து அணையா விளக்கு வைக்கிறது அதாவது வந்து நம்மளுக்கு விலக்கு அது நல்ல நல்லெண்ணெய் தீபமா இருந்தாலும் சிறப்பு நெய்ல இருந்தாலும் சிறப்பு ஆனா மோஸ்ட்லி நெய் நம்ம யூஸ் பண்ண முடியாது நல்லெண்ணெய்ய நீங்க தீபம் ஏத்தலாம் அது அணையாத மாதிரி நீங்க பாத்துக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வாங்கன்னு நான் சொல்றேன் முக்கியமா கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஏன்னா உங்களுக்கு கோயிலுக்கு போறதுக்கு நிறைய விஷயங்கள் தடங்கல் பண்ணும் அதனால உக்ர அம்மன் உக்குரு தெய்வத்தை கும்பிடுங்க அதே மாதிரி முனிப்பன் சாமிய விட்டுறாதீங்க உங்க வீட்டு பக்கத்துல முனிவன் முனிப்பன் சாமி இருந்ததுனா கண்டிப்பா போயிட்டு வாங்க அது சக்தி வாய்ந்த முனிப்பனா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இருக்கும் பாதுகாப்பு அது அவரே வந்து ஒரு பாதுகாப்பு குடுக்கற மாதிரி அவங்கள மீறி எதுவுமே நடக்காது அங்க வந்து கோயில சில கோயில்கள்ல சுத்தி போடுவாங்க அதுல போய் நீங்க அது கலந்துகிட்டு எலுமிச்சு பணம் கொடுத்து சுத்தி போட்டுக்கோங்க அதே மாதிரி கோழி கூட வாங்கிட்டு போங்க வாங்கிப் போயிட்டு அவங்க முனிப்பன் கோயில்ல சில கோயில்கள்ல சுத்தி போடுவாங்க அது வந்து நீங்க கண்டிப்பா அம்மாவா அன்னைக்கு பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பு அது ஒரு தடவை பண்ணிட்டு வந்துருங்க இந்த அம்மாவாசை எதுக்கு சொல்றோம் அப்படின்னா அந்த அம்மாவாசன்னைக்குதான் அந்த பிளாக் மேஜிக் பண்றவங்களுக்குண்டான அந்த வீரியம் அதிகரிக்கும் பௌர்ணமியும் அம்மாவாசையும் தான் அந்த விஷயங்கள் அதிகரிச்சு வரும் அதாவது அந்த பிளாக் மேஜிக் வந்து நம்மளுக்கு வச்சிருக்கிறதுக்குண்டான சிம்டம்ஸ் அதிகரிக்கும் உடல் வெளியா இருந்தாலும் சரி வீட்டுல குடும்பத்துல பிரச்சனையா இருந்தாலும் சரி சண்டை சச்சரவுகள் வீட்டுல குழப்பம் நம்மளுக்கு பண வரவு இல்ல அடுத்த தொழில் முன்னேற்றங்கள் கிடையாது ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னா அந்த விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய மெயினா பாத்தீங்கன்னா ரொம்ப பிளாக்கு கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமையும் அம்மாவாசை அன்னைக்குதான் ரொம்ப வந்து நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் ஏன்னா அது அப்பதான் ஒர்க் ஆகும் அது வந்து தினசரி வச்சுட்டே இருப்பாங்க வரும் ஆனா ஒரு தடவை தான் சும்மா இதுக்கொசி செலவு பண்ணிட்டு டெய்லி பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க உங்களுக்கு மாசத்துக்கு ஒரு தடவை பண்றது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ஒன்ஸ் ஒரு தடவ பண்ணாவே அந்த ப்ரோக்ராம் ஆயிடும் அதனால அதுல நம்ம எப்படி மீண்டு வரணும் அப்படின்றதுக்கான விஷயங்களை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே என்னோட இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ்ல நிறைய விஷயம் ரெமடிஸ் நிறைய கொடுத்துருப்பேன் இந்த பிளாக் மேஜிக்ல இருந்து எப்படி வெளியே வரணும் ஏவல்ல செவ்வீன்ல இருந்து அதுக்குண்டான வீடியோஸ் நிறைய இருக்கு அதுக்குண்டான வீடியோஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுக்குறேன் அதை கண்டிப்பா கிளிக் பண்ணி பாருங்க அதே மாதிரி இது உங்களுக்கு போதுமானதா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு பாதுகாப்புக்கு நிறைய விஷயங்கள் இப்ப சொல்லிருக்கேன் ஒரு எலுமிச்சு பழம் கூட உங்களுக்கு பாதுகாப்பு கல்லுப்பு தான் கல் உப்பு கொஞ்சம் எடுத்துட்டு ஒரு பாக்கெட் கவர் மாதிரி வச்சுட்டு போலாம் ஒரு லெமன் எடுத்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் வீட்டை முன்னாடி பூசணிக்காயை மாட்டி விடுங்க இது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயங்களை அதாவது பாசிட்டிவான விஷயங்களை அதிகரிக்கும் நெகட்டிவான விஷயங்களை பண்ணும் அதனால இந்த பொருள் எல்லாம் அடிக்கடி நீங்க வச்சுக்கிறது வீட்டில் வைக்கிறது யூஸ் பண்றது உங்க பசுல வச்சுக்கிறது யூஸ் பண்றது ரெகுலரா உங்க வீட்டுக்குள்ள ஒரு பவுல்ல கல்லுக்கு போட்டு அது மேலே லெமன் வேங்க ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் கூட அந்த உப்பு வந்து சிதைக்கக்கூடிய தன்மை அந்த உப்புக்குதான் இருக்கு மறுபடியும் அந்த உப்ப டிசைகிரேட் பண்ணி அதாவது வெளியே போட்டுட்டு மறுபடியும் புது உப்பா எடுத்துக்கோங்க இது வந்து ரெகுலரா வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்க பண்ணலாம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவே நினைச்சுக்கண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்